விலங்குகளுக்கிடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமை பற்றி பேசுவதன் மூலம் குழந்தைகள் விலங்குகளைப் பற்றி கற்றுக்கொள்ள நீங்கள் உதவலாம் உதாரணமாக ஒரு நாய் மற்றும் பறவையை நீங்கள் பார்த்தால் இவை இரண்டும் விலங்குகள் இவை எவ்வாறு ஒற்றுமைப்படுகின்றன என்று நீங்கள் கேட்கலாம் அவை இரண்டும் ஒலி எழுப்பும் என்று குழந்தை சொல்லக்கூடும் அவை இரண்டிற்கும் கண்கள் உண்டு என்று நீங்கள் சொல்லலாம் பின்னர் நீங்கள் அவற்றின் வேற்றுமை என்ன என்று கேட்கலாம் ஒரு பறவையால் பறக்க முடியும் ஒரு நாயால் முடியாது என்று குழந்தை சொல்லக்கூடும் பறவைக்கு இறகுகள் உள்ளன நாய் ரோமங்களை கொண்டுள்ளது என்று நீங்கள் கூறலாம் ஏதேனும் இரண்டு விலங்குகளை உதாரணமாக வைத்து நீங்கள் இதை செய்யலாம் விலங்குகளின் குணாதிசயங்களைக் கற்றுக்கொள்ள இது ஒரு வேடிக்கையான வழியாகும்